வேண்டுகின்ற அதே நேரத்தில் மக்கள் இருக்கும் என்று பெண்மணிக்கு சொல்ல அது கேட்டு அந்த பெண்மணியாக கூடிய மக்கள் இல்லாத வாசலில் அதெல்லாம் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை ஆகவே மகானவர்கள் எல்லா இடத்திலே துபாய் இருந்து என்னுடைய ஹத்திலே ஒரு மகன் பேரு கிடைக்கும்படி கிருவு செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி வேண்டுகின்றார் அதை கேட்ட ஹம்மாது அம்மா எவ்வளவு அழுதாலோ தொழுதாலோ கெஞ்சினாலோ கேட்டாலோட யாராலையும் ஹம்மாது சேஹனா சொன்னார்கள் அதை கேட்ட பெண்மணியாக கூடியவர்கள் உள்ளமெல்லாம் உருகக்கூடிய முறையிலே அவர்கள் கண்ணீர் விட்டு தன்னுடைய விதியைத்தான் இணைந்து அழுது நிற்கின்ற நேரமான பார்த்த அந்த பெண்மணியினுடைய பக்கத்திலே விரைந்து வருகின்றார்கள் மௌதனா என்று சொல்லுகின்றார்கள் அம்மா அழுகாதீங்க கவலைப்படாதீங்க ஆனா நீங்கள் எதை நாடி வந்தீர்களோ அந்த நாட்டத்தை அல்லாஹு உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் உங்களுக்கு நல்ல ஒரு அவுலாதி மக்கள் பெயரை அல்லா தருவானம்மா நீங்க அள வேண்டாம் உங்களுடைய வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதை கேட்டு அந்த பெண்மணி மிக்க மகிழ்ச்சி கொண்டு மன கொண்டு வீட்டுக்கு சென்றார்கள் ஆகவே அப்துல் காதர் ஜீலானி ஆண்டு துவார்படிக்கு அவங்களுடைய வாக்குப்படிக்கு அவ்வாஹு ஜெல்லசாத்தால் ஆண்டும் அதற்கு நல்ல ஒரு அவுலாதை கொடுத்தார் நல்ல ஒரு மகப்பேரை கொடுத்தான் அதனுடைய மகத்துவத்தை கொண்டு பகுதாது நாட்டு மக்கள் எல்லாம் அப்துல் காரி ஜீலானி ஆண்டவர்களுடைய ஒரு கிராமாத்தை பற்றி போற்றி புகழ்ந்தார்களாம் இந்த முறையிலே ஹம் வருகின்றீன் இருக்கும் பொழுது அதை ஊரை சார்ந்த ஒரு எளிய மிஸ்கீன் ஆகக்கூடியவர்கள் பள்ளிவாசனுக்கு வந்துள்ள பார்த்து சொல்லுகின்றார் மகானே நீங்க நீங்க இரண்டு பேர்களும் இந்து நொகர் தொழுதுவிட்டு என்னுடைய இல்லத்திற்கு வந்து நீங்கள் விருந்துண்ண வேண்டும் என்று விரும்பி அழைத்திடுவாரு நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு லொகர் துளுது என்னுடைய வீட்டிற்கு வந்து விருந்து பசியாரணும் என்று தாவத்துக்கு சொன்னார் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட போது நாம் ஹம் ரெண்டு பேர்களும் வருவதாக வாக்கு கொடுத்தார்கள் எளியவ ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு திரும்பினார் வந்து பார்க்கும் பொழுது வீட்டிலே சமையல் செய்வதற்கு அரிசி இருக்கின்றது அதற்கு தகுந்த கருவல் எதுவுமே இல்லை இந்த நிலையிலே அந்த எளிய மிஸ்கின் பார்த்தார் ஆஹா விருதுக்கு சொல்லிவிட்டு வந்து விட்டோம் விருந்தாளிகள் வந்து விடுவார்கள் வந்தவர்கள் நாம் உபசரிக்கணும் என்று சொல்லியாக்கம் பக்கத்தெல்லாம் சென்று பக்கத்து வீட்டுகள்ல சென்றுதானே காசு கடன் கேட்டு பார்க்கின்றார் யாசும் யாரும் கடன் கொடுப்பார் இல்ல இந்த நிலையிலே எளிய மிஸ்கியின் மனதிலே ரொம்ப வருத்தம் கொண்டவர்களாக நாம் என்ன செய்வது விருந்தாளி உபசரிக்கணுமே விருந்து கொடுக்கணுமே அதுக்கு தகுந்த கைமொழிக்கு வழி இல்லையே என்று ரொம்ப ஏக்கத்தோடு திரும்பி வரும்போது அவருடைய முன்பதாக அழகான சேவல் ஒன்றாக கூடியது நல்ல ஒரு சேவல் முன்னால் கூவிக்கொண்டு வருகிறது அந்த சேவல் கூவிக்கொண்டு வருவதை கண்ட எளிவர் பார்த்தார் வேற வழி இல்லை இன்னைக்கு இதுதான் அன்னைக்கு வழி என்று உடனே அந்த சேவலை எட்டி பீடித்திடுவார் உன்னை பிடித்து அதை தக்வீர் செய்து அழகான முறையில் சோறு கனிகளெல்லாம் சமைத்து விருந்தாளி என்று பார்த்துக்கிட்டு இருக்க அதே உணவுகளை அவங்க கொண்டு வந்து வைத்த எளியவர்களாக கூடியவர்கள் இரண்டு பேர்களையும் தான் சொல்லுகின்றார்கள் அவ்வாவுடைய ஒரு கிருபையை கொண்டு நீங்க இரண்டு பேர்களும் பசியார சொல்லி அவர் பணி ஓடு உபசரிவார்கள் ரெண்டு பேருக்கு சாப்பாட்டை கொடுத்து சாப்பிடும்படியாக சொல்லி எளியவர் நின்று கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் இருந்து எளியவர் அறுத்தாரே சேவல் அந்த சேவலுக்கு சொந்தக்காரன் அந்த சேவலை வளர்த்தவன் யாரு கரிமா சொல்லாத ஒரு எகூதி காபர் அவன் தன்னுடைய சேவலை காணாதபடி தேடி வரும் போது அக்கம் பக்கத்தில் எல்லாம் விசாரித்து வரும்போது எளியவர் வீட்டு பக்கமாக வந்தான் வந்த உடனே எல்லார்ட்டையும் கேட்டான் என்னுடைய சேவலை காணவன் யாராவது பிடித்தீர்களான் என்று கேட்கும் போது பக்கத்தில் உள்ள சொன்னாங்க அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இந்த வீட்டுக்காரர் எளியவரு அக்கம் பக்கத்து வீட்டுகள் எல்லாம் வந்து காசு கடன் கேட்டாரு யாரும் இப்ப அவர் வீட்டில தான் அதாவது கல்யாணத்தினுடைய ஒரு வாசம் கம் கம் கமாக்கியது ஆக என்ன அங்க போய் பார்க்க என்று சொன்னார் உடனே அந்த எகுதி காபராக கூடியவன் எளியவருடைய வீட்டுக்குள் ஓடி வந்து அந்த எளிய மிஸ்கி நாரை எட்டி பீடி தீடுவான் அரபி ஓ எளியவரை என்னுடைய சேவலை பிடித்து அறுத்து பக்குவமாக கரிசமைத்து விருந்தாளிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கியா இல்ல ஒன்னு அந்த எளியவரை தான் பயமுறுத்த வந்து இருக்கின்ற ஹம்யத்தீனும் பார்த்தாங்க இது என்ன ஒரு பெரிய சங்கடமா போச்சு உடனே எளிய மிஸ்கின் பார்த்து கேட்கின்றார் பாவா என்ன காரணம் என்ன நடந்தது என்று உடனே அந்த எளிய மிஸ்கி நடந்த விவரத்தை சொல்லுகின்றார் பனிரெண்டு வருடமாக ஒரு வயத்து வலி அந்த வயத்து வலியினால் நான் எவ்வளவோ வைத்தியம் செய்து பார்த்த மருந்துகளை சாப்பிட்டு பார்த்த வயசு இருக்கல இறுதியாக ஒரு நீயத்து வைத்துக் கொண்ட உங்க ரெண்டு பேருக்கு விருந்து கொடுப்பதாக உங்க ரெண்டு பேருக்கு பசியாரை கொடுப்பதாக நான் ஒரு முராது வைத்துக் கொண்ட அந்த முராது வைத்தேனோ அன்னையில் இருந்து எனக்கு இருந்த அந்த வயசவலி படிப்படியாக நீங்கிவிட்டேன் சலாத்து பெற்றுவிட்டேன் ஆனா வைத்திய முறாத நிறைவேற்றணுமே மனுஷனுக்கு மவுத்துன்னு இருக்கா இல்லையா அதனால மவுத்து வர்றதுக்கு முன்னாள் நிறைவேற்றிக்கிறோம் பார்த்தேன் அதாவது என்னுடைய வீட்டுல பார்க்கும் போது சமையலுக்கு அரிசி இருக்கும் கறிக்கு வழி இருக்காது கறிக்கு இருக்கும் அரிசி இருக்காது இந்த நிலை எப்படியாவது இன்னைக்கு விருந்தை கொடுத்துருன்னு சொல்லி வீட்டுல வந்து பார்த்தேன் சமையல் செய்வதுக்கு அரிசி இருந்தது சாதனாவுக்கு வழி இல்ல பக்கத்துல எல்லாம் கேட்டேன் யாரும் தருவாருமே இல்லை கடைசியாக தெரிவித்தியா வழி வரும்போது இந்த நெக்குத்தான இந்த எகுதி காவல் என்னுடைய சேவல் கூவிக்கொண்டு வந்துச்சு அல்லா கொடுத்தா அப்படின்னு சொல்லி பிடிச்சேன் அறுத்த அழகான முறையில கரிசமிச்சு வச்சிருக்கேன் அதுதான் சாப்பிட போறீங்க பாவா இது நடந்த செய் அப்படியா உடனே அந்த எகுதியை கூப்பிட்டு தூரப்படி எளியவர பெரியவங்கள ஆச்சு ஆக்கி வச்சிருக்க வேண்டிய அந்த சாநாச்சி அப்படியே தூக்கிட்டு வாங்க என்று சொல்லிவுடன் அவண்டோருடைய முன்பதாக கொண்டு வந்து வைத்ததும் அவங்களுடைய மகிமையை கொண்டு அவங்கடைய கிராமத்தை கொண்டு அரபி சாவலே இது ரவன் தப்பா பார்த்த உண்மையில் மார்க்கெய்யான உண்மையான இப்படியாக பள்ளியிலே வந்து மஹித் நாண்டு வரக்கூடிய நாளையில் மீண்டும் அதே பகுத நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணியாக கூடிய வேண்டுமான பாத காணிக்கலை தான் கொண்டு வந்து அம்மாவுடைய பாதத்தடியில் தந்த பெண்மணி வேண்டுகின்றார் மகானே நீண்ட நாளாக என்னுடைய கணவர் என்னை கல்யாணம் முடித்து வேண்டுமான சொத்து சுகம் ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் நிறைய கொடுத்துருக்கின்றான் மக்கள் இல்லை அவுலாது இல்லாத வேண்டிய என்னுடைய கணவர் இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிக்கப்பெறும்னு சொல்றாரு மனசாரைய மனை எப்படி காக்கும் நான் இருக்கும் போது இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு அந்த பொண்ணை என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டுன்னா என்னுடைய கல்வ பொறுக்குமா ஆகையினால ஓ அதான் ஹம்மா எனக்கு இந்த தோலகத்தில் மக்கள் இருக்கிறதா அவரால் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று அந்த அம்மா வேண்டினார் அதை கேட்ட அம்மா அதிஷேகனா லஹூல் மெஹபூல் என்று சொல்லக்கூடிய தக்தி பலகை தானே பார்த்து அந்த பெண்ணுக்கு சொன்னாங்க அம்மா உனக்கு இந்த மக்கள் இல்ல மகப்பேர் இல்ல இன்னையில் எட்டாவது நாளன் திட்டமாக இந்த உலகத்தில் அம்மா தாகி என்று சொல்லிடுவார் ஒரு வாரது அந்த எனக்குள்ளையும் குட்டியும் வேணாம் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நான் உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கணும் அதுக்காக துவா செய்யும் அம்மாதி சேகனா சொன்னாங்க அம்மா இது அல்லாவுடைய தப்தி அல்லாவுடைய கலா இதை யாராலையும் மாத்த முடியாது ஆகையினால் அழாத துழாத வீட்டுக்கு போட உடனே அந்த பெண்மணி சொல்லுகின்ற ஹம்மாதி சேகனாவே நான் ஒரு காலம் இந்த இடத்த வீட்டு போக மாட்டேன் என்னுடைய ஆயிலை நீங்கள் நீட்டித்தராதபடி நான் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இந்த உலகத்தில் உயிரோடு வாழணும் அதுக்காக நீங்கள் அதிபரியோ நீடோ அதுவா உஞ்சீங்கள் க்கவர கேட்ட வந்து நமக்கு மோட்டார் தந்துட்டாங்க ஆகையனால ஒரு காலையும் சேர்த்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி அந்த பெண்மணி பிடியாக பிடிவாதமாக αρந்து கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் மௌதுனா முஹியதீன் அப்துல் கார்ஜிலேని ஆண்டவங்க கேட்டுகிட்டிருந்தாங்க பார்த்துகிட்டிருந்தாங்க உடனே அந்த பெண்மணியுடைய நிலgetElementById எங்கி எந்து இட்டு வந்து அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார்கள் அம்மா அளாதிங்க அஞ்சாயிர்கள் மலையாதிருக்க அல்லாவுடைய கிருபியை நீங்கள் எதை நாடி வந்தீர்கள் அந்த நாட்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் நல்ல ஒரு அவ்வளாதை பெற்று நீங்கள் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ்வீர்கள் என்று வாக்கு கொடுத்தார் மனம் மகிழ்ந்தார் வாக்கு கொடுத்தா அம்மா கவலைப்படாதீங்க உங்களுக்கு அல்ல அவரை தருவான் பொங்கல் சொன்ன உடனே அந்த பெண்மணி மிக்க மகிழ்ச்சி வந்தவரம் கிடைச்சு போச்சு நாம எதனாடி வந்தோமோ அந்த வரத்து விட்டது என்று மிக்க மகிழ்ச்சி கொண்டு அந்த பெண்மணி வீட்டுக்கு திரும்பினார் அப்படி திரும்பியது திரும்பியதில் என்றும் சொன்னார்கள் அல்லவா என்னெல்லின்றி எட்டாவது நாள் நீ மவுத்தாய் போவாய் என்று அதுபோல் அந்த பெண்கள் என்னுடைய குவாவின்படி எட்டாவது நாள் என்று அந்த அம்மா அவ்வா தாகிவிட்டார்கள் என்னால் மரணித்த உடனே அதே பகுதாது நாட்டு பெண்களும் அவங்களுடைய சொந்த சொந்த உத்தவங்கள் எல்லாம் வந்து கூடி அந்த அம்மாளுக்கு செய்யக்கூடிய இது மரியாதைகள் எல்லாம் தான் செய்து களையில் குளிப்பாட்டி கவனிட்டு சந்தூர்க்குள்ள வைத்து பள்ளிவாசல்ல கொண்டு வந்து முன்பதாகத்தானே நின்று அந்த ஜனசாவுடைய தொழுகையை தான் தொலை வைத்தார்கள் அதோட நாம் ஐயத்தீனம் தொழுது முடிந்தார்கள் முடித்த உடனே அந்த சந்தூ குடி பக்கமாக வந்து அந்த சந்தூ குடி மூடியைத்தானே திறந்து அவ்வளோதான் அப்துல் ஜிதானி ஆண்டவர்கள் அந்த இறந்த பார்த்து கேட்கின்றார்கள் அம்மா மக்கள் வர கேட்டு வந்த மாதிரி சொல்லி எழுந்திரிப்பா என்று அப்துல் காலர் ஜீலானி ஆண்டவர்கள் சொன்னதும் அழைத்ததும் அதே நேரத்தில் அந்த மையத்தாக கூடியதுடனே என் பெயர் பாரியம் என்று மக்கவரம் கேட்டு வந்த மாதரசேனோடு ஆட்சியமடைந்து விட்டார்கள் அதே நேரத்தில் அப்துல் ஜி லானி ஆண்டவர்கள் அந்த பெண்மணிக்கு சொன்னார்கள் அம்மா இந்த உலகத்தின் கண்ணில் நல்ல ஒரு ஆண் பெற்று அம்பது வருஷத்துக்கு நாளுக்கு வளர்ந்து கொஞ்ச அதாவது அவங்க அவங்களை பற்றி அவங்களுடைய கல்வியில ஹசதான ஒரு எண்ணம் வளர்கின்ற நம்மகிட்ட ஓதக்கூடிய பிள்ளை நம்ம ஓ நம்மளுடைய இடத்துல ஓதக்கூடிய மாணவர் நாம இல்லைன்னு சொல்லணும் அந்த பிள்ளை உண்டும்முன்னு சொல்லுது நாம உண்டும் சொல்லணும் அந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லுது நம்முடைய சொல்லுக்கு மாற்றமாச்சு அந்த சொல்லுபடியே அது நடக்கவும் செய்கின்றது ஆகையினால இந்த அந்த கௌதனாவுடைய ஒரு மேலால் அவங்களுக்கு மனதுக்குள்ள ஒரு ஹசதான எண்ணம் இப்படி வளர்ந்துகிட்டே வருது வரும்போது ஒரு நாள் அதே பகுதாது நாட்டை சார்ந்தவுடைய வியாபாரி அதாவது பாத கொண்டு வந்து ஹம் அது சேகடி என்பதாக கேட்கின்றார் வாக்கு கேட்கின்றார் சேகனாவே நீண்ட நாளைக்கு பின்னால் இன்னைக்கு வியாபாரத்துக்கு போறேன் ஆகையினால் என்னுடைய வியாபாரம் வெற்றியோடு திரும்பி வரணும் துவாட்சிங்கன்னா உன்னே ஹம்மா அது அந்த வியாபாரியை பார்த்து சொன்னாங்க வியாபாரியே நீங்க இன்னைக்கு போகக்கூடிய இந்த வியாபாரத்தில் அதாவது உங்களுடைய பொன்பொருள் அனைத்தையும் தானே இழந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஊடு வந்து செவீர்கள் என்று வாக்கு கொடுத்தான் இதை கேட்டா வியாபாரிக்கு எப்படி இருக்கும் ரொம்ப வருத்தம் நீண்ட நாளைக்கு பின்னால் நாம வியாபாரத்துக்கு போறோம் அம்மா அதுகின்றார்கள் என்று மன வருத்தத்தோடு கொண்டிருக்கும் போதுனா மைய தினத்திற்கு ஆற்றில்தான் விரைந்து வந்து சொன்னார்கள் வர்த்தகரே கவலைப்படாதீங்க அல்லா அப்படி கொண்டு நீங்க இந்த வியாபார பயணத்தில் வெற்றியோடு வருவீரென்று வாக்கு சந்தோஷப்பட்டார் வியாபாரி அதுபோல வியாபாரத்துக்கு சென்றார் அதீனமான லாபத்தை பெற்று சிறப்பான முறையிலே திரும்பி வருகின்றார் வரும்போது பகுதா நாட்டு பக்கம் வந்ததும் சற்று இலைப்பாடி போக சொல்லி பொங்கல் இலக்கி வச்சு அதாவது காசு மூட்டை எல்லாம் தலைமாட்டில் வச்சு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினார் அப்படி தூங்கி கொண்டிருக்கும் போது திடீர் அவருக்கு ஒரு கனவு சுற்றி கல்லறுகள் எல்லாம் சூண்டு நின்று கொண்டு கம்பாலம் கத்தியாலம் அடிப்பதை போல வெட்டுவதோல கனவை கண்டார் யார் பதவி முடிச்சார் கனவு யாரையும் காணும் ஆபத்தி எல்லாத்தையும் பார்க்கும் போது தான் படுத்திருந்த இடத்துல பணப்பை இருக்கிறது இது கௌதநாமுடைய வாக்கு சந்தோஷப்பட்டு தானே எடுத்துக்கொண்டு வந்து வேண்டுமான பாத காணிக்கையை தட்டையில வைத்து கொண்டு வந்து ஹம் ஹம்மா சொன்னாங்க அதாவது வியாபாரியே நான் வாக்கு கொடுக்கிறேன் உமக்கு அன்னாருக்காரே அவர்தான் அவமக்கு வாக்கு தூண்டு அது போல அம்மாதி சேகனா அப்படி வாக்கு படிக்க அந்த பாதை காணிக்க போதுனா அப்படி முன்னால கொண்டு வந்து வைக்காதான் நீ எடுத்து போதுனா எளியவர்களுக்கு அள்ளி அல்லா பேர்ல ஹதியாக கொடுத்தாங்க இப்படி இருக்க அம்மா சேகனா பார்த்தாங்க இனிமேல் இந்த பிள்ளையை உயிரோட வச்சிருந்தா நம்ம பேர் கெட்டுப்போம் எப்படி இந்த பிள்ளைய நாம் கொன்று விட வேண்டும் என்று அவங்களுடைய மனதில் சற்று ஹசதான் என்ன வளர்ந்து விட்டது அதிகமாக வளர்ந்து விட்டது இதுக்கு ஒரு முடிவு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பள்ளியை விட்டு சென்று பிஜ்லா நதியில போய் முடிக்கி வர வேண்டும் என்று பள்ளி மாணவர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்துக் கொண்டு ஹம்மாதிசேகனா மஹ்யத்தின் அவர்களை ஒன்றாக அழைத்துக் கொண்டு பிஜ்லா நதி கரையில வந்து மற்றும் உள்ளவர்களும் குளித்துக் கொண்டு போது மஹையத்தின் அவர்களும் மட்டும் தனியாக அழைத்துக் கொண்டு போகிய போன அந்த ஹம்மாதிசேகனா அந்த பிஜ்லா நதியில பெரிய சுழிவான இடத்துல தன்னுடைய பக்கத்தில் நிறுத்தி இருக்கின்ற சொல்லுகின்றும் ஜும்மா முழுக்கு முழுகுங்கோ பிடிச்சி நதியில தள்ளிட்டான் நதியில தள்ள உடனே அல்லாவுடைய ஒரு குதிரத்தை பாருங்கள் ஹம்மாது சேகனா எந்த கரத்தை கொண்டு தள்ளினார்களோ அந்த கரம் அப்படியே சூகையாகிவிட்டது கை விளங்காமல் ஆகிவிட்டது ஆகவே ஹம்மாது சேகனா திரும்பினார் ஆனா நதியிலே கீழே போய் விழுந்ததும் நதியிலே வந்து விழுவார்கள் என்பதாக நதியிலே பனிரெண்டு வருடமாக காத்திருந்த பாரமுதலை உண்டு ஓடிவர ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல அம்மாத சேகனா இதுபோல் நதியிலே தள்ளுவார்கள் அவர்களே நம்முடைய முதுகால தாங்கி கரையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பனிரெண்டு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கான் ஒரு முதல் அந்த ஆற்றுல மையத்தின் அப்படி போய் விழுந்ததும் அந்த முதலை தானே நிறைந்து வந்து அதனுடைய முதுகு நாள் அவனுடைய பாதத்தை தாங்கி அந்த முதலையாக குளித்து கரை கொண்டு வந்து சேர்த்ததும் அப்துல் கலாம் ஜெய்தானியானே குளித்து மூழ்கி ஸ்நானம் செய்து பள்ளி பெறுகின்றார் அதே நேரத்தில் ஹம்மாதி சேகனா மட்டுள்ள மாணவர்களும் தான் பள்ளியில் இருக்கும்போது பள்ளி குருவன் நுழைந்ததும் இதை கண்டார் ஹம்மாதி சேகனா அவங்களுடைய கல்வெல்லாம் மிக்க வருத்தம் ஏற்பட்டு ஓடி வந்தா அப்படியே கட்டி முத்தி முகர்ந்து அருமை கண்மணியே முஹியுத்தீனே நீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோ ஜும்மாவுடைய தொழுகை நீங்க தான் தொலை வைக்கணும் நீங்க தான் என்று வாக்கு கொடுத்தாங்க அதுபோல குருவுடைய உபதேசத்தை பெற்ற தன்னுடைய அல்லாசியை பெற்ற ஐயத் ஜின் அப்துல் குமார் ஜீரிக் கிழமை ஜும்மாவுடைய துலை வைத்தார்கள் ஆகவே தொலை வைத்து முடிந்ததின் பின்பு ஹம்மா வீட்டுக்கு சென்றார்கள் சென்றவர்கள் அண்டையிலிருந்து அவங்களுக்கு உடல் நலம் சுக குறைவு ஏற்பட்டு விட்டது மறு வெள்ளிக்கிழமையவங்கள் ஜும்மாவுடைய நாள் என்று ஹம்மாவுடைய கதாவின் படி அவரின்படி இந்த உலகத்தின் கண்ணில் தானே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறு உலகம் சென்றார் ஹம் ி பரவியது நகர மக்கள் எல்லாம் கை செய்தவர்களாக ஒரு மாபெரும் இழந்துவிட்டோம் என்று எல்லாரும் கை செய்தப்பட்ட செய்யக்கூடிய மரியாதைகளை எல்லாம் செய்து குழுப்பாட்டை பள்ளிவாசன் நாம் ஆண்டுக்கு அம்மானாவின் நல்லடக்கம் செய்து அவர்களுக்காக துவா செய்து வந்த மக்கள் எல்லாம் அவருடைய வீட்டுக்கு சென்றார்களாம் ஆகவே அதன் பின்பு மூன்றாவது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய ஆழ்ந்த மையத்தின் தொழுகையை தானே முடித்து அவங்க ஜும்மாவுடைய தொழுகையை முடித்து விட்டு பள்ளி விட்டு வெளியில வந்து அடங்கும் கபூராளி அனை பேருக்கும் ஜம்மாவுடைய தொழுகையை தொழந்துவிட்டு வந்து புதுமையா இன்றைக்கு நீண்ட நேரம் என்ன கேட்டார் என் அருமை தோழர்களை பெரியவர்களே எனக்கு ஓதை கொடுத்து ஒஸ்தாது என்னுடைய ஞான மகான் அம்மாதுலோகத்தில் இருக்கிறார்கள் கூட்டத்தில் மத்தியில் இருக்கிறார்கள் ஆனால் கூட்டத்தினுடைய மத்தியில என்னுடைய மகான் என்னுடைய குரு அவர்களுடைய கரம் சூகையாக இருக்கிறது அது சொர்க்கத்தில் எனக்கு வடிவு குறைவாக தெரிகிறது அதற்காக வேண்டி அல்லாஹிடத்தில் துவாட்சி அல்லாஹ் என்னுடைய மகானுடைய கரத்தை நிவர்த்தியாக்கிவை அவங்களுடைய வடிவை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சூகையை நிவர்த்தி செய்ய என்று இறைவரிடத்தில் நான் வேண்டிய துவா செய்தேன் என்னுடைய துவாவை அல்லா கபுல் ஆக்கி என்னுடைய ஞான மகானுடைய கரம் சூகை நீங்கி விட்டது அதனால் தான் நான் இது நேரம் துவா செய்தன் என்று அவர் நான் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் சொன்னார்களா ஆகையினாலே பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே அதாவது தன்னுடைய ஒஸ்தாதுக்கு தன்னுடைய குருவுக்கு எந்த அளவுக்கு அவங்க கண்ணியப்படுத்தியிருக்காங்க மரியாதையை நடந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம எண்ணி பார்க்கணும் இப்போ உள்ள அசரத்தை கண்டா என்ன பயம் என்ன அச்சம் சுப்பகான் சொல்ல முடியாது இந்த காலத்துல ஆகையினால் இது போன்று ஹௌதுநாமுதின் அப்துல் கலாம் ஜெயராணி ஆண்டவர்கள் மற்றள்ள தலைவராக மற்ற மாணவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடிய அந்த தகுதி உடையவர்களாக அந்த பகுதாத நாட்டிலிருந்து மற்ற மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டு வரக்கூடிய நாளையில் எல்லா ஜெல்லசான ஆண்டன் சௌதனா முஹிய கூடிய தகுதியையும் அவங்களுடைய ஒரு அவங்களுடைய தப்புவை தானே அறிந்து அல்லாஹும் ஜல்லசான் ஆண்டாகவும் மகிழ்ந்து சந்தோஷமாயி சௌதனா முஹ் நம்மளால ஏன் ஒரு சன்மானம் பன்னிரண்டு விருதுகளை அல்ல இறக்கி கொடுக்கின்றார் சன்மானமாக என்ன என்ன விருது அல்லாஹூர்களுக்கு இறக்கி கொடுக்கிறானே கட கோடிக புள்ளி வெள்ளி மயில் பாதகொரடுக்கும் நான்கு விருதுகள் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த நாலு விருது கண்டி கம்பி திருச்சக்கரம் இந்த நாலு விருது சொன்னார்கள் செய்யும் இப்படி பனிரெண்டு விருதுகளையும் தானே பெற்றுக் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஒரு நாள் என்று சொல்லி புறப்பட்டான் தனியா போய் காக்கில இருந்து இறைவனை வணங்க வேண்டும் என்று பிறப்பிட்டான் அப்படி பிறப்பிடும் அவங்களுக்கு உற்ற நண்பர்கள் ரெண்டு பேர் அபில்லான்னு சொல்லி ஒருத்தர் உமர் சொல்லி ஒருத்தர் இந்த ரெண்டு பேரும் தாங்களோடு துணையாக வருவதாக சொல்லி ஆகமத்தின் அப்துல்லா நகர நீங்கி காற்றுக்கு சென்று தவம் செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய நேரத்தில் உழைச்சி ஒழிச்சு ஆகமத்த மூணு பேரும் அதை காற்று மாலக் கோஹ அந்த கோஹக்கு உள்ள போய் இருந்து மூணு பேரும் தவம் செஞ்ச다 இந்த பெரிய மன்சிப் பின்னால போனார் பாருங்க இவர் அந்த வாசல்ல போய் நிக்கிறார் ஏத்தி பாக்குறதும் தலைய வலி எடுத்துக்கறார் யாங்க என்ன நடக்குன்னு சொல்லி இப்படி இந்த நேரமா பாத்துக்கிட்டே இருக்கார் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த அப்துல்லா உமர் ரெண்டு பேரும் அங்க தவம் செஞ்சிட்டு இருக்காங்க கவுத் நாமோ ஏத்தி அவங்க தனியா தவம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த அப்துல்லா சொல்ல கூடி உமரை பார்த்து கேட்கின்றார் உமரே உம்முடைய ஞான கண்ணால இந்த உலகத்தை பார்க்கும் போது இந்த உலகம் உம்முடைய கண்ணுக்கு எப்படி தோணுது எப்படி தெரிகிறது கேட்டார் அந்த உமர் சொல்லுகின்றார் அப்துல்லாவே என்னுடைய ஞான கண்ணால இந்த உலகத்தை பார்க்கும் போது அதாவது படுக்கக்கூடிய பாய் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு இந்த உலகம் என் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னார் உடனே அந்த அப்துல்லா அப்துல்லா அப்துல்லா உமரை பார்த்து கேட்ட உமர் எப்படி சொன்னதும் ஒமர் திரும்ப அப்துல்லாவை பார்த்து கேட்கின்ற அப்துல்லாவே உம்முடைய தவத்தினால உம்மை ஞான கண்ணால் என் உலகத்தை பார்க்கும் போது உம்ம கண்ணுக்கு எப்படி தெரிகிறது அப்ப அப்துல்லா சொல்லுகின்றார் உமரே என்னுடைய ஞான கண்ணால் என் உலகத்தை பார்க்கும் போது தலைக்கு வைக்கக்கூடிய தலகனை போன்று எனக்கு தெரிகிறது அவங்களுக்கு எப்படி தெரிந்து அவங்க உடைய கண்ணுக்கு எப்படி தெரிந்து நம்ம கேட்போமே எந்த மையத்தீனை கேட்கின்றார்கள் மகானை உங்களுடைய ஞான கண்ணால் இந்த உலகத்தை பார்க்கும் உங்களுக்கு எப்படி தோடுகின்றது மையத்தின் சொன்னார்கள் அருமை நண்பர்களே என்னுடைய ஞான கண்ணார் இந்த உலகத்தை பார்க்கும் போது விரலில் அணியக்கூடிய கணையாலே மோதியிரும்போல் கண்ணுக்கு தலியிருந்தார் அதாவது விரல் போடக்கூடிய உலகம் எனக்கு தெரியும் வெளியாரில் ஒரு அரபி காபர் அவன் ஒட்டகத்தை வரும் போது இந்த அரபி இந்த முஸ்லீம் இந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருக்க செய்தி காது கொடுத்து தலை எடுத்துக்கிறது தூரத்தில் வரக்கூடிய அந்த எகுதிக்காவரை பார்த்தான் அண்ணா நிற்க நம்ம ஒட்டகத்தை திருடுங்க திருடன் நம்மளுடைய ஒட்டகத்தை திருடல்லவா இங்க வந்து ஒழிச்சு கிடக்காமனு சொல்லி அந்த எகுதிக்காவை தான ஓடி வந்து அந்த பெரிய மினசனை தான் எப்படி தீடுத்து திருடன் என்னுடைய ஒட்டகத்தை களவாண்டு கொண்டு இங்கே வந்து ஒழிச்சுக்கிட்டுன்னு சொல்லி வச்சா அஞ்சாறு சாப்பாடு அடிச்ச உடனே அந்த பெரிய மிஸ்ஸின்னு அடிக்காத நான் திருடலவன் ஒட்டகத்தை இந்த கோயக்குள்ள மூணு பேர் இருக்காங்க அவங்க ஒட்டகத்தை திருடு திருடுங்கன்னா என்னுடைய ஒட்டகத்தை காணோம் அதனால இவன் தான் திருட்டிருப்பதும் அவரை கேட்கும் போது அவர் சொல்லுது இருந்தால் என்னுடையத்தின் அப்படி இல்லை நீங்க மூணு பேரும் எங்க போடுறீங்க எங்க போறீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி வந்து ஒழிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒழிச்சு பார்த்தது பார்த்ததுக்கு தான் எனக்கு கிடைச்சது இந்த ஹிதாயத்து ஆமா ஏன் அடிக்கின்ற ஒட்டகத்தை காணவில்லையா நான் திருடிக்கிட்டோம்னு சொன்னேன் ஆகையினால யா முஹியத்தின் என்ன போட்டு அடிக்கான் அதே நேரத்துல இந்த அப்துல்லா உமரை கேட்டார் இந்த உலகம் எவ்வளவு எப்படி தெரியுதுன்னு சொல்லி அவர் பாய அளவுக்கு தெரிந்து அப்துல்லாவை கேட்கும் போது அப்துல்லா சொன்னால் தலைக்கு வைக்க வேண்டிய தலைவன் அளவு ரெண்டு பேருமாக உங்கள்கிட்ட கேட்டாங்க யாம் உங்களுடைய நீங்க விரல்ல அணியக்கூடிய கனையாளி மோதிரம் போல தெரிந்து சொன்னீங்க அப்படி இருக்கு யாம் மொஹியுத்தீனே அந்த கனையாளி மோதிரத்துக்குள்ளதானே இவன் காணா போன நிக்கணும் இப்ப நானா திருடுனேன் இவன் என்ன அடிப்பதற்கு என்று சொன்ன உடனே ஹவுத்னா முஹியத்தின் புன்முருகலாக சிரித்து உடனே அந்த எகுதி காவரை கூப்பிட்டு சொன்னார் அவனுடைய ஒட்டகம் வரது அதாவது இந்த மலைக்கு வரது பாகமாக மெயந்து கொண்டிருக்கிறது பிடித்துக் கொண்டு அந்த எகுதி காவல் ஒட்டகத்தை பிடித்துக் வீட்டுக்கு சென்றார் ஆனா தீன் ஹம்மா வும் உமரும் அப்துல்லாவும் ஆகும் மூன்று பேர்களுமாக அந்த மறை கோயை விட்டு தானே பகுதாதுக்குள்ள வந்து கொண்டிருக்காங்க அப்போ அதே நேரத்தில் அந்த பகுதாது நாட்டை சார்ந்த ஒரு பெரிய வியாபாரி தன்னுடைய மனைவி கூப்பிட்டு சொன்னார் பிவி நான் வியாபாரத்துக்காக வேண்டி பக்கத்து நாட்டுக்கு போறேன் நம்ம வீட்டிலேயே பொன் பொருள் அதிகமா இருக்கு திருடன்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லி தன்னுடைய மனைவிக்கு சொல்லிட்டு சொன்னார் நீங்க எப்போது செய்வீங்களே பழக்க பழக்கம் போல ஒரு எளிய சாப்பாடு அதை கொடுக்க மறந்துடாதீங்க அதையும் நீங்கள் கொடுத்து வீட்டில் நீங்கள் ஞாபகமாக இருந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு அந்த வியாபாரி வியாபாரத்துக்கு போயிட்டார் அந்த அம்மாள் அது போன்று சமையலெல்லாம் தயார் செய்து யாராக எளியவர்கள் மிஸ்டின் முஸ்தாஃபர்கள் வருகிறார்களா என்று வழியில வாசல்ல வந்து நின்று எதிர்பார்த்து நிற்கின்றதோ நேரம் அதில் கூப்பதான் கிடைச்சிருக்கு அந்த வீட்டில் நம்மளுடைய மனம் போல திருட கிடைத்து விட்டான் முதலாவது முத்து மாலை உனக்குத்தன் யார் தான் பொண்டாட்டிக்கு முதலாவது முத்து மாலை உனக்குத்தன் என்று சொல்லி விட்ட அந்த திருட கொல்ல வீட்டு பக்கமா சுத்தி வந்து யாருக்கும் தெரியாதபடி வீட்டுக்குள்ள வந்து நுழைந்து ஒரு அறையில் போய் ஒழித்து மறக்கர் உடனே அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு சென்றாங்க விரிப்பெல்லாம் எடுத்து விரித்து சாப்பாட்டை அவங்க வைத்தாங்க கௌதநா மஹிதின் பசியாரி முடிச்சார்கள் முடித்து அவர்கள் பயணப்படக்கூடிய அந்த பெண்மணி சொல்லுகின்றது என்னுடைய வீட்டுல கணவர் வியாபாரத்துக்காக வேண்டி வெளிநாடு போயிருக்காங்க ஆனா என்னுடைய வீட்டில் பொருள் அதிகமா இருக்கு பக்கத்தில் திருடர்களுடைய பயம் அதிகமா இருக்கு ஆகினால் இன்று இரவு நீங்கள் சற்று தங்கி போக வேண்டும் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள் அதற்கு அப்துல் காலர்ஜி தானே ஆண்டர்களும் தானே இணங்கி அவங்க அவங்களுடைய வீட்டில் தானே தொழுது அவங்க தான் தங்கி இருக்கின்ற தருணம் அதில் பனிரெண்டு விருதியையும் தான் இறைக்கு வச்சு அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் முடித்து அசந்து தூங்குகின்றார்கள் அதுபோல அந்த பெண்மணியும் அவங்களுடைய வீட்டில் வைக்க வேண்டிய பொன் பொருள் இருக்க வேண்டிய இடங்களையெல்லாம் கெட்டியாக தானே பூட்டி அந்த அம்மா உண்டு தந்து பசியாறி படுக்க வேண்டிய இடத்துல போய் கெட்டியாக பூட்டி படுத்துக் கொண்டார்கள் திருடருக்கான கள்ள நடிச்சா மணி நேரத்தில் எழுந்திருந்த முதலாளியுடைய வீட்டைத்தான சுத்தி வந்து பார்க்கின்றார் பொன் வைக்கப்பட்ட இடங்கள்னால் அதாவது ரெட்ட போட்டு போட்டு பூட்டியிருக்க பார்த்த மோசம் போச்ச நாம எண்ணி வந்தது நடந்தது வருத்தம் கொண்டவனாக எந்த பொன்பு நமக்கு கிடைக்கிறது வாய் கட்டணு சொல்லி அது போல இவ்வளவு நாள் நாம காத்திருந்தோம் பார்த்திருந்தோம் இன்னைக்கு நம்ம வசமா கிடைக்கும் இன்னைக்கும் கெட்டாம போச்சேன் வருத்தோடு வீட்டு விட்டு வெளியே போவோம் என்பதாக வரக்கூடிய நேரத்தில் அப்துல் கலாம் ஜி தான் கூடிய அவங்களுடைய படுக்கையின் பக்கமாக அவங்க வைத்திருக்க வேண்டிய பொண்ணு என்பதாக இலக்கிக் கொண்டிருக்கிறார் அப்படி இலக்கிக் கொண்டிருக்கும் போது அப்துல் கால் ஜீலானி ஆண்டோருடைய பக்கமாக வந்த திருடன் இன்னைக்கு வேற ஒண்ணும் கிடைக்கலையே என்று யோசித்து யோசனை பண்ணி இன்னைக்கு கிடைச்சது இதுதான் வந்தக வந்தகை அதாவது வீசின கை வெறுகையுமாய நம்ம போகணும் என்று சொல்லி உடனே அந்த அந்த திருநாக கூடிய திரும்பி அழைத்து நடந்த செய்தி எல்லாம் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டார் கிடைக்க முடியாத ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்து விட்டார் ஆனால் நீங்களோ இந்த துனியாவுடைய அற்பாசிக்காக துனியாவுடைய பொருளை கொள்ளடிக்க போனீங்க ஆனா இப்ப நீங்க கொள்ளையடிச்சிட்டு வந்தது அல்லாவுடைய ஒரு பெரிய பேரின்பத்தை பெற ஒரு பெரு செல்வத்தை நீங்க கொள்ளையடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க கற்றுக் ஐத்தில் இருக்கும்போது இந்த விதம் பகுதாது நாட்டிலே மதரசாவிலிருந்து மற்றவர்களுக்கு மார்க்கத்தையும் மற்றவர்களுக்கு மார்க்கத்தினுடைய இல்லைகளையும் சொல்லி கொடுத்து ஓதி கொடுத்து படித்து கொடுத்து வர வேண்டிய நாளையில் ஒரு நாள் என்ற அதே பகுதாது நாட்டை சார்ந்த நாற்பது கோரங்களோடு ரத்த காயங்களோடு ரத்தங்கள் சொல்ல சொன்னாத்தின் வந்து அவங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழந்து சொல்லுகின்றார்கள் பாருங்கள் எங்களுடைய நிலையை பாருங்கள் அதாவது எங்களை இந்த முறையிலே அடித்து துன்புறுத்தி ரத்த காயங்களோடு நாங்கள் கொண்டு சென்ற பொன் பொருள் அனைத்தையும் அபகரித்துக் கொண்டு எங்களுக்கு கொடுத்த கொடுமையை பார்த்தீர்களா கண்ணீர் விட்டு அழுகின்றார் இதை கண்டிய கல்வெல்லாம் கேட்கின்றார் யார் இப்பே இருக்கிறார்கள் யார் இப்பே இருபாதகத்தை செய்தார்கள் சொல்லுங்கள் என்று கேட்கும் கொடுத்த கௌதநா முஹியத்தீன் அப்துல் கலாம் ஜிதா ஆண்டர்களுக்கு பெற்று சொன்னார்கள் யாமியத்தீனே ஜி அதாவது நசராபதி என்று சொல்லக்கூடிய ஊர்ல நாங்க வியாபாரத்துக்கு போயிருந்தோம் அங்க எகுதிகள் நசாராக்களாக இருந்து வாழ்ந்து வருகின்றார் அப்படி நசாராக்களாக இருந்து வாழ்ந்து வரக்கூடிய ஊதிகள் நசாராக்களாக கூட பொன் பொருளை எல்லாம் அபகரித்து எங்களுடைய பொன்பொருள்களை எல்லாம் கொள்ளையடித்து எங்களை அடித்து துன்புறுத்தி அனுப்பி வைத்து விட்டார்கள் இதற்கு தகுந்த பரிகாரத்தை நீங்கள் தான் தேடித்தர வேண்டும் எங்களுடைய பொன்பொருளையும் மீட்டித்தர வேண்டும் என்று வள்ளல் மோகையத்தின் முன்னணி வந்திமார் சொல்லிடுவார்